வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் உங்கள் செபிக்க பிறந்தாக இன்றைக்கு ஒரு சிறுகதையை தான் கேட்க போறீங்க உயர்திருசு சமுத்திரம் அவர்கள் எழுதிய கட்டாயம் இல்லாத காதல் என்ற கதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க வாங்க கதையை கேட்கலாம் பேருந்து காத்து நிற்கும் பயணிகளை துள்ளியோட வைக்காமல் அந்த கார் நிற்பது தெரியாமல் நின்றது வழக்கமாக பல்லவன்கள் நிற்பது போல் வழிமறித்து நிற்காமல் பின்னால் வரும் வாகனங்கள் தாராளமாக போகும் அளவிற்கு கௌரவமான இடைவெளி கொடுத்து நின்றது பயணிக்க போகிறவர்கள் ஒரு சிலரின் கவனத்தையும் அந்த கார் ஈர்த்தது புத்தம் புதிய கார் மாலை மஞ்சள் வெயில் அதன் மரகத நிறத்தில் படிந்து அவனையும் அந்த காரையும் மின்னவைத்தது இடி வாகனங்களுக்கு பயந்தோ அல்லது அவற்றை எதிர்கொள்ளவோ கர்ணனின் கவச குண்டலம் மாதிரி முன்னாள் பொருத்தப்பட்ட இருப்பு வளையம் ரதிக்கு மட்டுமே மன்மதன் தெரிவது போல் வெளியே இருப்பவர்கள் உள்ளே பார்க்க முடியாமல் கார் வாசிகளை மட்டுமே பார்க்க வைக்கும் பச்சை கண்ணாடி டிரைவர் இருக்கையில் இருந்த ராமச்சந்திரன் இடது உடம்பை சாய்வு கோடாய் நிறுத்தி அதே பக்கத்து பச்சை கண்ணாடியை கீழே இறக்கி ஒரடி தூக்களில் விட்டான்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 ஒரு கணம் அக்கம் பக்கத்தை அலறியடிக்காத எதிர்மறையில் ஆட்டினாள் அதை கவனிக்காத ராமச்சந்திரன் வெளிப்படையாகவே உறக்க அழைப்பிட்டான் ஏறுமா பேருந்து நிலைய இளவட்டங்களில் ஒரு சிலர் அழைத்தவனை சந்தேகமாகவும் அழைக்கப்பட்டவளை சபலமாகவும் பார்த்தனர் இன்னும் சிலர் பழனியம்மாவின் மீதும் ராமச்சந்திரன் மீதும் கண்களை மாறி மாறி மொய்க்க விட்டனர் பெரும்பான்மையோ எதிர்ப்பு பேருந்துகளையே கவனித்தனர் சுடனும் என்று ஒரு பெரியவர் முனுமுனித்தார் இந்த சுடுசொல் தனக்கும் அந்த ராமச்சந்திரனுக்கும் சேர்த்து கூறப்பட்டதாக அவள் அனுமானித்தாள் இதனால் பழனியம்மா நிலைமையின் வீரியத்தை புரிந்து காருக்குள் ஏறினாள் இப்போது நின்றால்தான் தப்பு பழனியம்மா அவசர அவசரமாய் தண்ணி தானே தள்ளி கொண்டு அந்த காரின் பின்னருக்கையில் ஓடி விழுந்தாள் ராமச்சந்திரன் தனது வலது பக்க வளைவு கம்பியை அழுத்த இடது பக்க பின்கதவு தானாக மூடிக்கொண்டது பழனியம்மா கூண்டுக்குள் போன கிளி போல தவித்தாள் பரீட்சைக்கு போகும் மாணவன் போல் கொதித்தாள் பிறகு ராமச்சந்திரனை பார்த்து எரிச்சலோடு கேட்டாள் வார்த்தைகளுக்கு உருவம் இருந்தால் அவை இந்நேரம் ஆவியாக இருக்கும் அவ்வளவு கொதிப்பு நான் தான் வரமாட்டேன்னு சொல்லாம சொன்னேனே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 டிரைவர் சிக்னல் நெரிசல் அல்லாடும் போது இது விபத்துல போய் விடும் சரி போகட்டும் என்ன சொன்னீங்க நான் வரமாட்டேன்னு சைக செஞ்சேன் தானே நீங்க பாட்டுக்கு போக வேண்டியதானே கூட்டம் பார்த்த பார்வையில எனக்கு அவமானமா போச்சு ராமச்சந்திரனுக்கும் ரோஷம் வந்தது அவளை இறக்கி விடலாமா என்பது போல் கீரை நியூட்ரலுக்கு கொண்டு வர போனான் இறங்குங்க என்று சொல்வதற்காக பின்பக்கமாக திரும்பினான் அவளோ அந்த காரின் உள்ளிழகில் சுக்கி போனது கண்களை சுற்ற விட்டது அவனை பரமசாதுவாக பேச வைத்தது ஒரே தெருவிழா அதுவும் பக்கத்து பக்கத்து வீட்டுல வேலை பார்க்கும் எங்க ஐயா வீட்டுல தண்ணி தட்டுப்பாடுனா அவரு உங்க ஐயா கிட்ட சொல்ல நீங்க தண்ணீரை டியூப் வழியா கொடுக்குறீங்க நான் காரை கழுவுறேன்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 அவளை திரும்பி பார்க்காமல் பாதிப்பில்லாமல் பேசுவது போல் பாவனை செய்து கொண்டு கேட்டான் சொல்லுங்க பாக்கலாம் என் கதையில எனக்கு தெரியாத ஏதாவது இருக்குதான் பார்க்கலாம் ஐந்து வருடத்திற்கு முன்னாலேயே கிராமத்துல அக்கா மகளை கல்யாணம் செஞ்சீங்க அவளோ உங்க கூட வாழ மறுக்கிறா நீங்க கெஞ்சி பாத்தீங்க மிஞ்சி பார்த்தீங்க அவன் இருக்கையில் பின்புறம் லேசாக தலை சாய்த்தான் குறிப்பாய் டூயட் பாடல்களில் அரைத்த மாவாய் வருமே வண்டி சக்கர மாதிரியான பாலம் அதுதான் அண்ணா சமாதிக்கு அந்த பாலத்தின் முனையில் சிவப்பு சிக்னலால் நிறுத்தப்பட்டது அவன் தலை குனிந்தபடியே கேட்டான் உங்களுக்கு அவளை பற்றி இவ்வளவுதான் தெரியுமா நான் கேள்விப்பட்ட அந்த அசிங்கத்தை சொல்லி காற்றுறது நாகரிக அவளை சொல்லியும் குற்றம் இல்ல தோளுல குழந்தையா தூக்கி வளர்த்தானேங்கிற ஆத்திரம் அக்கா காரி அழுதாலும் தம்பிக்காரனுக்கு மூளை எங்கு போயிருச்சுங்கிற கோபம் இந்த எதிர்ப்ப காட்டத்தான் இன்னொருத்தனோட தெரிகிறா பழனி அம்மா பேச்சை மாற்ற போன போது போக்குவரத்து சிக்னலில் ஒரு மாற்றம் அதை பாராமல் தன் பாட்டுக்கு கிடந்தவனை அவள் உசிப்பி விட்டாள் இரு கைகளையும் மடித்து போட்டபடியே அவனுக்கு பூடகமாக ஆறுதல் சொன்னார் விட்டு வீட்டுக்கு விடு வாசப்படிதான் நாம என்னமோ நாம மட்டுமே அதிகமா கஷ்டப்படுறோமோன்னு நினைக்கோம் அதுலயும் ஒரு சோகம் தேடுறோம் ஆனால் உலகத்து மனிதர்களோட கஷ்ட நஷ்டங்களை ஒன்னு திரட்டி அதை எல்லாத்துக்கும் எந்த என் கதை வேற மாதிரி ஆனாலும் மனநோவுன்னு வரும்போது உங்க கதை மாதிரிதான் ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தாங்க குடிகாரன் ஆச்சேன்னு அழுத அரசாங்க உத்தியோகம் கழுத பயதான் ஆனாலும் சர்க்கார் கழுதைய மேய்க்கிறான்னு அப்பா சொன்னார் அடிப்படடி எங்க அடியும் அவனை கட்டிக்கிறத விட பெரிய அவமானம் அதோட எனக்கு பின்னாலையும் வயசுக்கு வந்து ரெண்டு தங்கச்சிங்க கூடவே இந்த மனசு இருக்கே அதையும் சொல்லணும் நிலைமைக்கு ஏற்ப அது நம்மையும் ஏமாற்றி ஏமாந்தும் போகும்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 ஒரு இடத்துல சிவப்பு விழுந்துட்டா கடைசி வரைக்கும் சிவப்பு விளக்குதான் பட்ட கல்லே படும் பட்ட மரமும் துளிர்கொன்னு நினைங்குங்களேன் எப்படியோ உங்களுக்கு அரசாங்கத்துல பியூன் வேலை கிடைச்சிட்டது இதை நினைச்சு ஆறுதல் படுங்க ஐயையோ அந்த வேலைக்கு நான் பட்ட வேலை கிடைச்ச சந்தோஷத்தையே விழுங்கிட்டது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 எங்க அம்மா தூண்டுதல்ல எங்க பங்கல ஐயா தலையிட்டு அவருக்கு இருக்கிற செல்வாக்கல வரவேண்டிய வேலைய வாங்கி கொடுத்தாரு அப்படியும் மனசு நிம்மதி இல்ல ஏன் எனக்கு ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுக்க அங்கயும் சிலரும் முயற்சி செஞ்சாங்க அந்த முயற்சிக்கு பலனா பணம் கேட்டா கூட பரவாயில்ல ஆனா குடுக்க கூடாததெல்லாம் கேக்குறாங்க சில பிரம்மச்சாரி பயிலுக கல்யாணம் செஞ்சுக்கலாமான்னு கேட்டானுங்க இவனுங்கெல்லாம் செத்து போன என் புருஷனே நல்லவங்கற அளவுக்கு குடிக்கிறவனுங்க இந்த சொல்றவங்க நாற்பதுக்கு மேல தான் அட்டோம் உ என்னது என்னத்தைும்ாணம் செய்த பழைய புருஷனால கிடைச்ச வேலை போயிடும்னு யோசிக்கிறீங்களா மனிதாபிமான அடிப்படையில் ஒரு விதவைக்கு கிடைத்து செய்தால் முன்னால் ஒரு விதவை மறுமணம் செஞ்சாலும் அவளோட வேலை பாதிக்காதுன்னு சர்க்குலர் வந்துட்டதான் அப்போ உலகத்துல ஆண்கள்ல நல்லவனே இல்லையா ஒருத்தனை பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே சரி உங்க அக்கா பொண்ண என்ன செய்ய போறீங்க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 ஒருவனோ நினைத்தால் விவகாரத்து வழக்கையும் வாய்தா வாய்தாவா வருட கணக்குல இழுக்கலாம் அடக்கடவுலாசியா பரவாயில்ல பட்டக்காடுதானே ஆனாலும் சட்டவிரோதம் இல்லாத ஒரு வழி இருக்கு கல்யாணமான ஒருவன் இன்னொரு திக்கு தாலி கட்டினால் ஜெயிலுக்கு போகலாம் அதே சமயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டுல கூடியும் கொஞ்சம் வாழலாம் குழந்தைகளும் பெத்துக்கலாம் பெண்ணுக்கு ஆணோட சொத்துலயோ உரிமை கிடையாது ஆனா ரெண்டு பேருக்கும் பிறக்குற குழந்தைகளுக்கு ரெண்டு பேர் சொத்துலயும் உரிமை உண்டு சட்ட விரோத தம்பதிங்கன்னு உண்டு ஆனா சட்ட விரோதமா பிறந்த குழந்தைன்னு கிடையாதான்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 அரசாங்க ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் சனி ஞாயிறு லீவு போதாதது என்ன நியாயம் அது போகட்டும் நம்ம நியாயத்தை பேசுவோம் நாலாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ஒத்து வருமானு யோசிக்கிறேன் இந்த ஆம்பளைங்களை இப்படித்தான் தன்னோட வீட்டுக்காரி தன்னை விட எல்லா வகையிலும் மட்டமா இருக்கணுங்கிற நினப்பு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 ஆடல் பாடல் அசந்து ஏற்படுகிற சினிமா காதலும் இல்ல பெருசுகள் நினைச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல சிறுசுகள் செய்யற பாலிய காதலும் இல்ல பெரியவங்க பேச்சால் ஏற்படுற பாரம்பரிய காதலும் எந்த வகை காதல் தான் சொல்ல முடியல நானே சொல்றேன் வாழ்ந்துதான் ஆகணுங்கறதுக்காக ஏற்பட்ட கட்டாய காதல் சரியா சரியில்ல பழனி அம்மா இது கட்டாயம் இல்லாத காதல் தான் நாம ரெண்டு வருஷமா ஒருத்தரை ஒருத்தர் பாத்திருக்கோம் லேசா பேசிருக்கோம் இது உனக்கும் எனக்கும் தெரியாமலே நம்ம மனசுல ஒரு ஈடா ஒரு விதையா விழுந்துட்டது பயம் கூச்ச மாதிரியான வரட்டுத்தனங்களை விழுந்த விதை இப்போ வாய் காதல் செடியா வளர்ந்திருக்கு நம்ம காதல் கட்டாயமில்லாத காதல்னாலும் நெசமான காதல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தர ஒருத்தர காதலிக்கிறது தெரியாமலே ஒரு கட்டத்துல காதலை வெளிப்படுத்துறதுதான் நெசமான காதல் புரியுதா புரியது புரியுது காரை எடு அந்த கார் இப்போது வெளிச்சத்தோடு ஓடியது அதுவும் இரட்டை வெளிச்சமாய் இந்த சிறுகதை இத்துடன் நிறைவடைகிறது இந்த சிறுகதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த சிறுகதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய எந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும்